pura karke de na ta garmi tulliya me bolna re tumhe aaye garmai ta garmi bolna re tumhari ke daman lagao <laughs> bolna re tumhari ke daman lagao